வேணிதோ பெரியார் திலாளின் யாத வாழ்க்கை கூறுவேணிதோ திரியாத அன்பு கூண்டனர் பெருமானா மீனிலே பெரியார் திலாளின் யாத வாழ்க்கை கூறுவேணிதோ அன்பு கூண்டனர் பெருமானா மீனிலே நவி பெருமானா மீனிலே வர் சென்றதை அறிந்தார்களே பிறார் இதனாலே உள்ளம் குடைந்து மிக்க வேதனையார் இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார திருந்தார் பித்தன் போலே பதினாவிலே ததா நவியின் சமாதி காணம் தோறும் குருகியே தன் உணர்வுழந்து மயக்கமாய் விழுவாரே வீணியில் மும் அலைந்தாரே நம் விழா வாழ்வலாம் மிகுந்து வாழ்வதாம் கடும்மே அழுதே புலம்பினார் பன்னீராய என்று மக்கள் பலரும் கூறினர் அவளம் மிகுந்த வினால் உரைத்தார் யாரு கொண்டுவே அவலம் மிகுந்த பிலாநூரை தாயாது கொள்ளுவே அந்தோ இவளை யாருமே உபயோகம் இல்லைனான் என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே வாரிலே அவரோ இவுலையில் இல்லை அண்டோ என்று தூங்கினார் தோற்றியே கொண்டார் வாடுவதாலே நன்மை அல்லவே அன்பேனோ மதினா நகரை விட்டு வந்தீர் வீணிலே பழுதாகிய தூக்கம் கலைந்த கோடோடி தேடினார் தூக்கம் கலை தருகோடோடி தேடினார் பெருமானே யார என்று பலரியேவினார் நெருக்குழையை செய்த பாவியானே சென்று எண்ணியே மயகம் வருவாழும் அதினாதாக்கி சென்றார் வீடுவே மகளார் பாத்திமாவை காண ஆடினார் வீட்டை தேடி கண்டு கொண்டதும் பாதகம் பாத்திமாவே என்று கூறினார் இப்போதவர்கள் இல்லை என்றொரு மாது கொண்டதும் வர்கள் இல்லை என்றும் எங்கேய போது வருவார் என்று ஆவலாய் கேட்டார் எரிய அவர் வரவே மாட்டார் தபியை காணவே இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் தேக்கினார் என்றார் போதிலே இரு கண்களால் அதன் புகை விளையாடி வந்தனர் கண்டு இதயம் போத்தனர் இத்தனை நாளாய் நீர் எங்கே சென்று என்று கேட்டனர் எங்கள் பாட்டராஜின் தாயும் போத்தானா எங்கள் பாட்டனார் பின் பாயும் அவுத்தானார் பரிதாபம் இங்கே எம்மை கேட்டு எங்கேதான் என்றேன் பார்ப்போர் இல்லாத இழையாய் மனாதையாகினோ அங்கை நிகர்த்த பார்க்கை கேட்டு ஆவல் மீறினோ